வணக்கம் நான் உங்க கலைச்சல்விண்டான பலன்களை பத்தி தான் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு உதவக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு ஹெல்பிங் மைண்ட் அதிகமா இருக்கும் நல்ல குணங்கள் இருக்கு ஆனா அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் இவங்க நடந்திருப்பாங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வீட்டுல பிரச்சனைகள் இதெல்லாம் வரதெல்லாம் அவங்க மூலியமா தான் ஆனா வெளியே உதவுறதுல வந்து அவங்க ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப நல்ல குண்ன்னு சொல்லலாம் விருச்சகராசிக்காரங்க இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வராருங்க ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு அப்ப ஆறாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரிகளால இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா எதிரிகள் விட்டு பயந்து வெளியே ஓடிடுவாங்க இயல்பாவே உங்ககிட்ட மோதறதுக்கு முடியாது இருந்தாலும் இப்ப ஆறாம் இடத்துக்கே வராரு குரு பகவான் அப்ப எதிரே நிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த மாட்டாங்க உங்களுக்கு எகென்ஸ்டா எந்த விஷயமும் இது உடல் ரீதியான வரைக்கும் பிரச்சனை இருக்கு வயதானவங்களா இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இனி எந்த பிரச்சனைகள் இருக்காது இந்த வருடம் வந்து உங்களுக்கு பேவரபிளான வருடம் சொல்லலாம் ஏன்னா ஆறாம் உடல் உடலையும் குறிக்குது அப்ப வந்து உடல் சீராகும் பெருசா ஒன்றும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இட தொழில் விருச்சக ராசிக்காரங்கள வந்து புதுமையா ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னு சொல்லி உங்க பிசினஸ் ஏதோ ஒரு புதுப்பிச்சுக்கு உங்க தொழில வந்து புதுப்பிச்சு கொண்டு போவீங்க வேலையில இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ப்ரமோஷன் நிச்சயமா கிடைச்சு அடுத்த தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு வருடம் வந்து இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு கரெக்டா இருக்கும் அந்த பர்சன்டேஜ் வைஸ் குறையும் குரு பகவான் உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு அவரு நல்ல இடத்துல இருக்கிறாரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருநூறு சதவீதம் கரெக்டா இருக்கும் இல்ல முன்ன பின்னதா இருக்கிறாரு அப்படின்னா நூறு சதவீதம் கரெக்டா இருக்கும் அதனால எதுக்கும் நீங்க ஜனகால ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்க என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு அதையும் பாருங்க பத்தாம் இடம் தொழிற்சானது கண்டிப்பா ஒரு மாற்றம் நிச்சயமா இருக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு அடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா வந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சு இல்லைங்களா அந்த டைம்ல வந்து நீங்க சான்சஸ் வந்து இந்த வருடம் இருக்கு இரண்டாயிரத்தி ஏப்ரல் வரைக்கும் இருக்கு கட்டாயம் வந்து அப்ராடு செல் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி அடுத்த லெவல் நீங்க போர்த்து கொண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதர் டிஸ்டிக் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போறதுக்கு அமைப்புகள் நிறைய இருக்கு ஸ்பிரிச்சுவல் டிராவல் கண்டிப்பா பண்ணுவீங்க ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லாங்க நல்ல படிப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் நான் சொல்றேன் நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்கும் நல்ல படிப்பீங்க அடுத்து வந்து உங்களுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பாக்கிறாரு குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பாக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில இதனால் வரைக்கும் பிரச்சனைகள் சில விரிசல்கள் இருந்திருந்தா கூட இனி அந்த பிரச்சனைகள் விரிசல்கள் இருக்காது ஒரு சுமூகமான ஒரு நிலைமைதான் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால தனஸ்தானத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியா நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு ஏன்னா தொழில மாற்றங்கள் எல்லாம் நீங்க பண்ண போறீங்க சில விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்களே வந்து புதுப்பிச்சுக்க போறீங்க ஆமா நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது தனஸ்தானத்தையும் பாக்குறாரு வாக்குஸ்தானத்தையும் பாக்குறாரு நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க மத்த உங்களுக்கு சொன்னாலும் அது பலிதம் ஏற்படும் இயல்பாவே உங்களுக்கு வாக்குஸ்தானம் நல்லா இருக்கு இருந்தாலும் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்க ஒரு வாழ்த்துங்க மத்தவங்களை வாழ்த்தும் போது இன்னும் அவங்க நல்லா இருப்பாங்க அது மூலயமா உங்களுக்கு கிரெடிட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்படின்னு மறைவுஸ்தானத்துக்கு தானே வராரு அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை அதை நான் சொல்லிட்டேன் எதிரிகளை வந்து உங்களை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ட்டு உடல்நிலை சீராகும் கடன் பிரச்சனைகள் குறையும் படிப்படியா கடன் பிரச்சனை குறையும் கடன் தான் நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க விருட்ச ராசிக்காரங்க கடன் பிரச்சனை கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு வந்து முழுமையா குறையும் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேற்கொண்டு நீங்க அதை ஃபாலோ பண்றது நல்லது தேயிர அஷ்டமி அன்னைக்கு கால பேரவர் போய் வழிபாடு பண்ணுங்க பூசணிக்காய விளக்கு போடுங்க இந்த கடன் பிரச்சனை சீக்கிரமா குறையும் உங்க பூர்வீக சொத்து ஏதாவது வராமல் இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு தேவிர அஷ்டமி அன்னைக்கு பூசணிக்காய் விளக்கு போட்டுவாங்க இந்த மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்